நீங்களுக்கு போகலாம் நீங்கள் முதல்ல கேன் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின்ருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒம்பது இஷ்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண பிறகு மேலே இண்டாப்ஷன் ருக்காத நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோமேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதை ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷன் ருக்காத நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு வீடியோடையே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் அந்த இமேஜ் உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு யாராவது ஒரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணு நினச்சிங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீங்கள் அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு இப்போ அந்த ஃபோட்டோமேலே ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ இருக்கா அந்த ஆரோவை நீங்கள் பிடிச்சி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மேலே எடுத்துக்கோங்க மேலே எடுத்த பிறகு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லைட்டை அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஜூம் பண்ணி வச்ச பிறகு நீங்கள் அப்படியே வலை செய்டுவாங்க சைடில் பாருங்கள் கத்திரி அப்புறம் பாக்ஸ் அப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது மூணாவது தான் நம்மளுக்கு கிராப்பிங் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க்கு எனேபிள் பண்ணி விட்டுக்குங்க எனேபிள் பண்ணிவிட்டு அந்த கீழே பாருங்கள் ஃப்ரதர் இருக்கும் அதை ஒரு இருபது அளவுக்கு நீங்கள் வச்சுக்கங்க ஓகேங்களே இருபது அளவுக்கு வச்சிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த ஃபோட்டோமே ஒரு தூரம் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து தான் ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பைன் வாங்க ஸ்டார்டிங் பயன் வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் வளர்த்துட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே பாருங்கள் சச்சுரேஷன் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மைனஸ் ஹண்ட்ரட் பண்ணி விட்ருங்க ஹண்ட்ரட் பண்ணிவிட்டு மேலே டிக்காப்ஷன் கொடுங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு மியூசிக் பார் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு எடுத்துக்கங்க அது எடுத்த பிறகு இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதன் மாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கீழே இறக்கி விட்டுங்க ஓகேங்களா கீழே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கீங்க கீழே வச்ச பிறகு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு ஹவு ப்ரொப்போஸ் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் பேக்ரூண்ட் ரிமூவான இமேஜ் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் இமேஜ் நீங்கள் வைக்கணும்னு நினச்சா அவங்களுடைய பேக்ரூண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீ லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்த பிறகு இப்போ நீங்கள் அதை மாரி ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதை ஜூம் ஆரோமாரி இருக்கா அதை இழுத்து விட்டு ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க இறக்கி விட்ட பிறகு இப்போ என்ன பண்ண பாருங்கன்னா அந்த பார் இருக்குல்லா நம்ம மியூசிக் பார் ஒன்றும் செட் பண்ணல அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இட சைடு பாருங்கள் த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிங் டூ ஃபிரண்ட் இருக்கும் அதனையும் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு அந்த பார் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும் ஃபோட்டோ பின்னாடி போயிடும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோமேலே ஒருத்தரை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைட் டெம்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு அது எடுத்த பிறகு அது அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுங்க ரொட்டேட் பண்ணி விட்ட பிறகு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் வலது சரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல ஸ்பீட் ஸ்க்ரீன் இருக்கும் அது நீங்க செலக்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக்சன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த மறுபடியும் அந்த டெம்லேட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வளர்ச்சியை ஸ்கோரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வளசில ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல ஸ்கிரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேல டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஒன்னு ஆட் போறோம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் ஜூம் சூப்ப ஓகேங்களா அப்படி லைட்டாக அப்படி கீழே அறக்கி விட்டுருங்க பார்க்கு மேலே அப்படி செட் பண்ணி வச்சுங்க வச்சுட்டு வளர்ச்சை நீங்கள் டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபைனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதாவது ப்ரேம் டெம்ப்ளேட் தான் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த ப்ரேம் எடுத்துக்குங்க ஓகேங்களா எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதைமாரி ஒருத்தரவை கிளிக் பண்ணிவிட்டு வளர்ச்சியில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் க்ரமாக்கி இருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணி விட்டுங்க எனேபிள் பண்ணிவிட்டு அதில் கீ கலர் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு பசில் நீங்கள் டிக் பண்ணிக்கங்க டிக் பண்ணிட்டு இப்போ க்ரோமா கீ பக்கத்தில் மறுபடியும் டிக் ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒயிட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதே நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதே நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு லவ்வபிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண அப்படியே மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு இப்போ மேல பாத்தீங்கனா ஆரோமர் இருக்கு அத டவுன்லோட் ஆப்ஷன் அத நீங்க குடுத்து உங்களுக்கு எந்த அளவு கிளாரட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதல செட் பண்ணி வச்சிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிய அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பை